ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஏழைகளின் தேவனே எளியோரின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே தேவாவும் நாமத்தை